இது ஆக்சுவலா வந்து போன தீபாவளிக்கு வாங்கப்பட்ட இந்த வருஷம் மார்ச் மாதம் பிக்ட் சேனல் அது வழியாக நண்பர் ரபல் ரவி அவர்களுடைய கேள்விகள் வீடியோ வடிவத்தில் வந்தது நண்பருடைய கேள்விகளை பார்க்கலாம் அவருடைய கேள்விகள் முதலிலும் அடுத்து என்னுடைய பதிலும் வணக்கம் இந்த கதைய முதன் முதலில் கண்டுபிடித்த மனிதர் யார் அவர் எப்படி கண்டுபிடித்தார் இந்த கேள்வி நான் கேக்குறேன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க வந்து கடவுள் வந்து சொன்னாரு அதனால கண்டுபிடிச்சாரு இந்த மாதிரி கதைகள்லாம் விடுவாங்க அந்த ஒரே காரணத்துக்காக கேக்குறேன் முதலில் கண்டுபிடித்தது ரவி அவர்களுடைய வரலாறு இருக்கா அப்படின்னு கேக்குற இப்ப இந்த ஜோதிடம் இந்த ஜோதிடம் என்பதே வந்து என்னடா ஒரு ஒலிம்பிக் தீபம் மாதிரிதான் இருந்திருக்கணும் அதாவது மனிதகுல வரலாற்றில் அப்பெல்லாம் வந்து வேலை வெட்டி கிடையாது இப்ப மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் பவர் மொபைல் நெட் இதெல்லாம் கிடையாது அந்த காலத்துல வந்து வெட்டியா உக்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான் சூரியன் மறைஞ்சதுமே மேட்ரோவன் அப்படியே ஒரு காலகட்டத்தில் நீண்ட நெடிய அவதானிப்புகள் அதாவது ஆரம்பத்தில் வந்து மகளில் பிறந்தவன் இரவியை பிறந்தவன் இப்படி ஆரம்பிச்சிருக்கான் அதுக்கப்புறம் வந்து வளர்பிறையில் பிறந்தவன் தேம்பறையில் பிறந்தவன் அடுத்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த அவதானிப்புகள் தொடர தொடர அங்க சூரியன் இந்த சூரியன் வந்து இந்த பனிரெண்டு ராசிகளில் இருக்கும்போது பிறந்தவன் இத வந்து இன்னைக்கும் வந்து பல பத்திரிகைகளில் அந்த சூரிய ராசி இப்படி போடுறாங்க அது ஒரு பக்கம் அது பிரகாரம் வந்து ஆலிமராசத்த இருக்கிற அளவுதான் கடகராசி அது ஓரளவுக்கு வந்து லாஜிக் உதைக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டோதிடம் என்பதே வந்து என்னடா ஒரு தனி நபருடையே கண்டுபிடிப்பு கிடையாது அது வந்து நீண்ட நெடுங்காலத்து அவதானிப்புகளின் குறிப்புகள் அவ்வளவுதான் இப்ப வந்து என்னுடைய வீடியோ உரைகளையே எடுத்துக்கோங்க இப்ப வந்து நாம வந்து இந்த முகநூல் ட்விட்டரு சில வாத விதிகள் இப்படி பலவற்றின் ஊடாக வர்றோம் அதே போல ஒரு காலகட்டம் வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் கூட நாம வந்து ஒரு புத்தகப்படுத்திருக்கோம் அவற்றை ஆவணப்படுத்துறேன் அவ்வளவுதான் வந்து ஆவணப்படுத்துறேன் இப்ப நான் வந்து ரவி சாருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றேன்னா எல்லாத்துக்கும் வந்து எனக்கு காபி ரைட் எடுத்துன்னு நான் நினைக்கலாஸ் அது அறிவு என்பது சேகரிக்கப்படுவது ஒரு தேனி எப்படி வந்து எல்லா விதமான மலர்களிலிருந்தும் தேவை சேகரிக்கிறோம் அப்படித்தான் அப்படி யாராச்சும் தொகுத்து எழுதிருப்பான் வந்து தொகுத்து எழுதினவன் அறிவாளியா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அவ்வளவுதான் வந்து இளையராஜா பெரிய சாதனையாளர் அவருடைய ஆவணப்படத்தை எடுக்கிறவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு சாதனையாளராகவும் இசை மேதையாகவும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அது ஒரு பாயிண்ட் அடுத்தது வந்து எப்படி எப்படி என்ன சொன்ன அவதானிப்பு அவ்வளவுதான் கிரகங்கள் கிரகங்களுடைய பாதிப்புகள் இப்ப வந்து இந்த அமாவாசை சூரிய சந்திர செயற்கை அதுக்கு முன்ன எப்படி இருக்கு பின்னாடி எப்படி இருக்கு இந்த அவதானிப்புகள் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து தொகுக்கப்பட்டு வருகிறது இப்ப வந்து இந்த ராகேதெல்லாம் வந்து ஒரு கட்ட வகை கிடையாது அதுக்கப்புறம் தான் ராகேது வர்றாங்க அதனால இது வரலாறுன்னு சொல்லும் நான் வந்து அங்கே நாம வந்து எப்படின்னா ராமகிருஷ்ண பரமசருடைய சைலம் மாண்டோப்புக்கு போனோமா மாங்காய் பறிச்சமா தோட்டக்கார கட்டி போட்டு உதைக்கிறதுக்குள்ள திங்கணும் திண்டுட்டு வந்துடும் அவ்வளவுதான் அடுத்தது விதியை படைத்தது யார் கடவுளா மனிதனா சில பேர் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க வல்லுரையா பாத்தீங்கன்னா பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் அப்படிங்கிறாரு அப்ப அவனுடைய ஒரு மனிதனுடைய பாவ புண்ணியங்கள் அது போன ஜென்மம் அப்படிங்கிறது நம்ம இந்து மதத்தை படி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த கணக்குல மனிதனே அந்த விதியை படைத்தானா அப்படி விதியை படைத்த அந்த மனிதனால் விதியை மாற்ற முடியுமா விதியை படைத்தது கடவுள மனிதனா விதியை மாற்ற முடியுமா இந்த விதி என்றால் அந்த காலத்துல வந்து இந்த பெட்ரோல் நம்ம கிளாக் இருக்கும் அதனால கண்ணாடி கூண்டு இருக்கும் கூண்டுக்குள்ள பெட்ரோல் நம்ம அந்த டோரை ஓபன் பண்ணி அப்படி அசிச்சு விடுவாங்க அது மட்டும் ஓடிட்டு அது அசைய ஆரம்பித்த பிறகு காற்று இல்லை அத தொடர்ந்து அசைது கடவுள் இதில் ஆண்டவன் அப்படின்னு சொல்றாங்க ஆண்டவன் அப்படிங்கிறது வந்து பாஸ்ட் அதாவது ஏதோ ஒரு காலகட்டம் முதல் அடி அது அதே போல விதியின் ஆரம்ப பணியில் அது வந்து ஒரு இருக்க அடுத்தடுத்த பரிணாமங்கள் சொந்த செலவுல சூன்யம் வச்சுக்கிறது மனிதனால் விதியை மாற்ற முடியுமா அது ஒரு கேள்வி கேட்டிருக்க அதாவது மாற்ற முடியுமா என்றால் நிச்சயமாக மாற்றலாம் என்ன நாமளே பார்த்திருக்கோம் நிறைய பார்த்திருக்கோம் இப்ப வந்து அம்மையார் வேலை எழுந்த அம்மையார் அவங்க ஜாதகம் வந்து நிதன லக்னம் சுக்ரா உச்சம்மா வந்து ஆட்சிக்கு நிம்மதியான வாழ்க்கைய அரசியலுக்கு வந்து அதாவது சினிமா ஹால் மாதிரி டோர் டிக்கெட்டுக்கு டிக்கெட்டை வாங்கிட்டு ரிசர்வ்ல போய் உட்கார்ந்த மாதிரி படம் தோகிற முறைகள் வந்து டார்ச் லைட் வச்சுக்கிட்டு தேட்டருக்காரங்க வருவாங்க டிக்கெட்டை காட்டு நாம வந்து டிக்கெட்டை வச்சுக்கிட்டு ரிசர்வ் உட்கார்ந்து இருந்தாச்சு நம்புவாங்க அந்த மாதிரி அதாவது விதியை மாற்றுவது அப்படின்னா என்னன்னா அந்த விதியை புரிந்து கொள்வது வேற நம்ம கிட்ட இருக்கு அந்த காசுக்கு எந்த மாதிரி டூ வீலர் வாங்கலாம் அது வரைக்கும் போகும்போது பிரச்சனை போயிடும் இதே வந்து நாம கையில இருக்கிற காசை வந்து அந்த முன்பணமா செலுத்தி அந்த வண்டியை தவணையில வாங்கறோம் விதியை மாத்தான் எப்படின்னா அந்த விதிப்படி நாம வந்து நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் போது பல அரசியல் தலைவர்களா இருக்காங்க அவங்களை பத்தினா ஜாதக குறிப்பெல்லாம் வருது அது எதுவுமே உண்மையான மாதிரி எனக்கு தெரியும் உதாரணத்துக்கு சசிகலா அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆயிடுவாங்க ஆயிட்டு நிரந்தரமா அவங்களே முதலமைச்சர் இருப்பாங்கன்னு பெரும்பாலான சோதிடங்களுக்கு ஆனால் அது நடக்கல காக்கா உக்கார பணம் படம் இந்த மாதிரி சில பேர் சில சொல்லலாம் அதை நடக்கவும் செய்யலாம் ஆனால் அதற்கு எந்த அறிவியல் பூர்வ காரணங்களும் இருக்காது இருக்கவும் முடியாது தலைவர்கள் பத்திய கணிப்புகள் எம்ஜிஆர் ஜாதகங்கள் இருக்கணும் யாரெல்லாம் வராணும் ஆளுக்கு ஒரு ஜாதகத்துக்கு கையில் கொடுத்துருவார் அவ்வளவுதான் அதை வச்சு அவன் ஏதோ கொண்டக்க மாட்டாங்க சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் அது ஒரு பிரபலங்களுக்கு சொல்றது அதே நேரத்துல இப்ப வந்து அந்த பர்த் டீடைல்ஸ் பர்த் டீடைல்ஸ் பண்ணி ஜாதகத்துள்ள உள்ள கிரக சிதிகளின் படி அவர்களுடைய வாழ்க்கையை ஓடி இருக்கா கிராஸ் செக் பண்ணிக்கலாம் அதாவது கிரகஸ்தியை வைத்து வாழ்க்கை அதே போல வாழ்க்கை பிரதிபலிக்க கூடிய கிரகசி அங்க இருக்கணும் அப்படி வந்து அதை டேலி பண்ணிக்கணும் டேலி பண்ணிக்கிட்டு சொல்லும் போது ஒர்க் அவுட் ஆகுது நானே வந்து பல விஷயங்களை மிகச்சரியாக கவனிச்சிருக்கேன் நாம வந்து இந்த ரெஃபரி மாதிரி இருக்கணும் ஆனா நம்ம கெட்ட நேரமா இல்ல நல்ல நேரமா தெரியாது நம்ம பயிர் ஒரு ஸ்டாண்ட் இருக்கும் ஸ்டாண்ட்னா என்னன்னா மக்கள் நல்ல மக்கள் நல்லா இருக்கணும் அந்த இருக்கும் அந்த எண்ணம் வந்து சில நேரங்களில் என்னுடைய கணிப்புகளை தப்பாக்கி என்று கொண்டிருக்கேன் உதாரணமாக நரேந்திர மோடி அங்கெய்யோ இருந்தால் வரவேப்படாது வந்தா சர்வநாசம் தெரியும் அந்த நரேந்திர மோடி அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்து அலறி உடைத்து அறண்டு அந்த கணிப்பை வெளிவிட்டேன் அது வந்து நம்ம கெட்ட அதாவது இப்போ ஆரம்பத்துல சொன்னாப்புல அந்த அஞ்சுல சனி வேலை பார்த்துருச்சோ இல்லை வந்து இயற்கை இயற்கையினுடைய அஜெண்டா வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அதாவது இந்த அஞ்சு நரகத்தை அனுபவித்துக்கிட்டு மறுபடியும் அந்த நரகம் உங்களை வரவேற்க முடியாத நிலை வேண்டுமா இல்லை தமயத்துக்கு சொர்க்கு சொல்ல மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சியை நான் வந்து சொர்க்கம்னு சொல்ல மாட்டேன் அதே போதுமான சொல்லும் போது காலம் கருணை அற்றதாய் அதே நேரத்தில் கருணை மிக்கதாய் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியை பார்த்துட்டு இருக்கோம் மூணு வருஷத்துக்கே வந்து என்னடா ஒரு நூறு வருடங்களுக்கு மதவாங்க பேசுறவன் இந்த மலதுசாரிகள் அப்புறம் மாதிரி தலையே தோக்க முடியாது இந்திய அரசியலில் அந்த அளவுக்கு அது போச்சு அதே போல் இந்த அம்மையார் ஜெயலலிதா இந்த அம்மையார் அங்கே ஜாதகத்தை கணிக்கும்போது ஐயோ ஐயோ இந்தம்மா ஒரு அஞ்சு வருஷத்துலேயோ வந்து பஞ்ச பராதை ஆக்கிடுச்சு ஜனங்கள இன்னொரு தடவை இந்தம்மா வரவேப்படாது ஒரு அதாவது வந்து முன்கூட்டிய நிலைப்பாடுகள் அது வந்து பாதிக்கும் இதே வந்து நாம ஆரம்பத்துல வந்து பட்டும்படாமல் இருந்தோம் அந்த காலகட்டங்களையும் நாம கடிச்சுட்டு வந்ததெல்லாம் வந்து மிகச் சரியாக நடந்தது அது ஒரு பக்கம் அதே போல இப்போ சில பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும் சில பேருக்கு அதாவது ஆயா வந்து அப்போ இருக்கு அந்த நேரம் பார்த்து ஒரு பிரபல ஜோசியர் அவர்கிட்ட போய் மைக்க நேரம் அந்தாலும் ஒருவேளை உண்மையிலேயே அந்தாலும் தனிச்சிருக்கலாம் இது தேராதுன்னு ஆனாலும் சொன்னா ரொம்ப போயிடும் அந்த மாதிரி சில கணிப்புகள் தவறலாம் இங்க வந்து நான் அடிக்கடி ஒரு தத்துவம் சொல்றது காதல் நல்லது காதலர்கள் பிரியலாம் துரோகம் செய்யலாம் நட்பு நல்லது நண்பர்கள் பிரியலாம் துரோகம் செய்யலாம் அதை போல சப்ஜெக்ட் இப்ப அதை ஒரு வினாடி எடுத்துக்கோ அந்த வினாடியில நூறு குழந்தைகள் மேல போறது உலகத்துல அந்த நூறு குழந்தைகளுக்கும் அதே ஜாதகம் தான் இருக்கணும் கட்டங்கள்லாம் அதேதான் இருந்தாங்க அப்படி இருக்கிறப்ப அந்த நூறு குழந்தைகள்ல ஏதாவது ஒண்ணு மட்டும் உருப்படலாம் இல்ல நூறுமே அழிஞ்சு போகலாம் ஏன் அப்படி நூறு பேரும் ஒரே மாதிரியா தானே வரணும் ஒரே நேரத்துல பிறந்த இரட்டை குழந்தைகள் கூட இருக்கணும் குழந்தைகள் கூட ஒரே மாதிரியா இருக்கிறது இல்லையா அப்படியே ஒரே நேரத்தில் ஒரே நேரத்துல நூறு குழந்தை பிறகு அந்த வாழ்க்கையில வித்தியாசம் வந்து இன்னொரு வில்லங்க முடிச்சேன் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரே லக்னம் கூத்து மதிப்பா இந்தியாவோட மட்டும் நிமிஷத்துக்கு நாலு வருலம் பிறகு நூத்தி இருபது நிமிஷம் தான் ஒன் டுவெண்ட்டி இன்ட்டு ஒரே ஜாதகத்துல இருக்கிறது ஆனால் ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு உலக நாயகன் தான் மத்த நானூத்தி எங்கிட்டு போனாங்க நானே கேப்பேன் அடிக்கடி அதாவது இதுதான் வாழ்க்கை ஸ்டார் ஆகிறதுக்கு ரஜினிவல ப்ராப்ளம் அதே பிரச்சனைகள் வந்து அந்த நானூத்தி எழுபத்தி ஒன்பது பேருக்கும் வந்துருக்கும் அதுல பாதி பேர் செத்து போயிருப்பாங்க அடுத்தது வந்து பாதி பேர் வந்து இந்த நடிப்பு ஆசையே வேணாம் ாம அப்பா கடையில உட்காந்து வியாபாரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி இருப்பான் இது வந்து சாய்ஸ் இருக்கு அதாவது பிறக்கிறது என்றால் அந்த ஜாதகத்தை இன்ஃபுளு பண்ணக்கூடிய ஜாதகங்கள் பல இருக்கும் அதாவது அவருடைய அந்த குழந்தையினுடைய அப்பா அவர் ஜாதகத்துல அஞ்சாவது இடத்துல அஞ்சாவது இடம் பதிவு வாங்கி இருக்குமே அது வந்து இந்த குழந்தைய பிடிக்கும் அதே போல தாய் தாய் ஜாதகத்துல அஞ்சாம் இடம் பல் வாங்கியிருந்தா இந்த குழந்தையினுடைய வளர்ச்சி பாதிக்கும் அதே இந்த குழந்தைக்கு முன்ன ஒரு குழந்தை திறந்துருந்து அந்த குழந்தைக்கு அந்த மூணாவது இடத்துல வந்து இந்த சனி ராகு கேது இந்த மாதிரி பாவகிரகங்கள் இருந்தால் அது வந்து நெறிக்கும் நிறைய விஷயம் இருக்கு நம்ம சோதன சாஸ்திரம் நம்ம இந்தியா சோதன சாஸ்திரத்துல சில பிளான்ஸ் எல்லாம் சொல்றாங்க அந்த பிளானட்னா கிடையாது இப்ப சந்திரனே வந்து அவங்க பிளானட் சொல்றாங்க சந்திரன் வந்து ஒரு துணைக்கோள் அங்கேயே தப்பாகுது சந்திரன் வந்து துணைக்கோள் தானே அதை நீங்க கிரகம் வச்சுக்கிறீங்க கேட்டுக்கலாம் சூரியன் ஒரு நட்சத்திரம் அதைய கிரகமா வச்சிருக்கீங்க இது வந்து என்னடா அனுக்கிரகமா நட்சத்திரமா துணைக்கோளா அது வந்து இங்க முக்கியம் இல்லை எங்களுக்கு அதனுடைய இன்ஃபுளுஸ் என்ன சந்திரன் என்றால் அது வந்து ஜலகிராதகன் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து பௌர்ணமி நாட்களில் இந்த கடல் எப்படி சுக்கிரமா இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் அதே போல அமாவாசை தினங்களில் இந்த கடல் எந்த அளவுக்கு அமைதியாயிருக்கும்னு தெரியும் இறந்து போனவருடைய ஜாதகத்தை சில திருக்கியங்கிட்ட அதை நான் கொடுப்பேன் அவங்க எந்த நேரத்துல எக்ஸாக்டா இருந்தாங்க சொல்ல முடியுமா அவங்களால இல்ல எந்த ஜோசிகளால் அதாவது சொல்ல முடியுமா அப்படி சொல்லிட்டாங்கன்னா அதுக்கான காரணங்களும் தெரியணும் சிலர் வந்து மர்மமா கூட செத்து இருக்காங்க அதுக்குண்டான காரணத்தை சொல்ல முடியுமா கேக்குற முறை புக் பேருக்கு போனப்ப ஒரு தலையறை சைஸுக்கு ஒரு புஸ்தகம் வாங்க புத்துல கூருக்கான் என்ன ஒட்டுமொத்த ஜாதகத்தை நட்சத்திரம் வரும்போது டிக்கெட் போட்டவா அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான் வந்து ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் என்னுடைய நிலைப்பாட்டை அதாவது ஜோதிடம் என்பது வந்து ஒரு ஸ்வீப்பிங்கா அதாவது வந்து ஒரு பறந்து சொல்ல முடியுமே நம்ம நண்பருடைய நண்பர் அவருடைய மகள் வந்து காண போயிட்டாங்க அப்ப வந்து அந்த கேஸ் நம்ம கிட்ட வந்து வந்து அந்த பெண் வீட்டை கிளம்பிய நேரத்தை போட்டு அவங்க டாட்டோ சும்மா போட்டுட்டு வந்து ஆபிஸுக்கு எடுத்துட்டாங்க நீங்க சொல்றீங்க இல்லையா வாங்க ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடலான்னு அங்க வந்து அந்த சில பிராக்டிக்கல் டேட்டா அதே போல வந்து இந்த ஜோதிட கணக்குகள் எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஸ்பாட்டிக்கே போயிட்டோம் போயிட்டு அந்த பாப்பாவை வந்து ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்தாச்சு இது வந்து எல்லா கேஸ்லயும் நடக்காது அதான் சிக்கன் அடுத்தது வந்து இந்த மர்மம் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு டிபோர்ட் பண்ணுவான் உதாரணமாக இந்த ராமஜெயம் ராமஜெயம் நேரத்தை வச்சுட்டு மொழிக்கு அனலைஸ் பண்ணி போட்டேன் என்னடா நம்ம கிட்ட அதாவது எங்க கிட்ட இருக்கிற டேட்டாவே வந்து அறவுற இதுல நாங்களே அறவுற இணை வைத்து அதாவது எங்களுடைய கணிப்பு எங்களுடைய பேச்சுக்களை எங்களுடைய கணிப்புகள் இருந்தாலும் இப்படி ஒர்க் அவுட் ஆச்சு ஒர்க் அவுட் ஆகலை இதை வச்சு வந்து அந்த ஜோதிடத்தினுடைய அந்த அது என்ன சொல்றது ரேட் அதை வந்து நாம பிக்ஸ் பண்ண முடியாது இந்த டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த ரிவியூல பேசி போகலாம் என்ன வீடு எல்லாம் போஸ்ட்மார்ட்டத்துல தெரிஞ்சிடும் அத போல ஒரு மேட்டர் நடந்து முடிஞ்ச பிறகு அதுக்கு வந்து ஆயிரத்தி எட்டு வியாக்கியானம் கொடுக்கலாம் நடக்க போவதற்கு முன்பு கணிப்பது அப்படின்னு உதாரணமாக இந்த கலைஞர் வந்து இந்த கூட்டணி ஆட்சியை ஓட்டிகிட்டு இருந்தார் இந்த பாமக தான் மெயின் பாட்டினார் அந்த தேர்தலுக்கு முன்ன வந்து தினகரன்ல ஒரு இடை மாதிரி தான் ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க உங்க கணிப்பா அனுப்புங்க நான் அனுப்பிச்சு வச்சேன் அது பப்ளிஷ் ஆகல விஷயம் அதுல வந்து மெஜாரிட்டி கிடைக்காது கூட்டணி ஆட்சி தான் பாமக குடைச்சல் கொடுக்கும் இதெல்லாம் கூட வந்து கணிச்சு வச்சிருக்கேன் அட் த சேம் டைம் இப்ப அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த மாதிரி தேர்தலுக்கு போறாங்க அப்போ வந்து சந்திரதசை நடக்குது சந்திரதசன்னா வந்து இன்ஸ்டெபிலிட்டி அன்சர்டினிட்டி அப் அண்ட் டவுன்ஸ் இதை அப்படியே உடச்சு சொல்லியிருந்தா சரியா போயிடலாம் நம்ம ஈகோ வந்து கிராஸ் ஆச்சு கிராஸ் ஆகி மெஜாரிட்டி இல்லாமல் போயிடலாம் இந்த ஆட்சி வந்து ஒரு நிலையற்ற ஆட்சியாக இருக்கலாம் இந்த நடக்கோது ஆர்கே நகர் பகுதியில எந்த கட்சி ஜெயிக்கும் எத்தனை ஓட்டு வித்தியாசத்தின் ஜெயிக்கும் அதை வந்து ஜோசின்னு சொல்ல முடியுமா வெற்றி எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல கேட்பாங்க வெற்றி வாய்ப்பு வேட்பாளர்கள் அவர்களுடைய அந்த பர்த் டீடைல்ஸ் அதே போல அந்த கட்சிகள் அந்த கட்சிகள் துவக்கப்பட்ட அந்த நாலு நட்சத்திரம் எல்லாத்தையும் கூட்டி பேச்சு கணக்கு போட்டு ஒரு குத்துமதிப்பா சொல்லலாம் பத்திக்கலாம் வாக்கு வித்தியாசம் என்னென்ன அவங்க வேணா ட்ரை பண்ணலாம் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னா வந்து நான் ஓசவனுடைய அவர் சொல்லுவார் கடவுள் மனிதனை சுதந்திரமாக வாழும்படி சவித்திருக்கிறான் அப்படின்னு அது போல இந்த ஜோதிட விதிகள் ஜோதிட பலன்கள் இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு ப்ரொபோசல் ஒரு மசோதா மாதிரி அவ்வளவுதான் அத வந்து நாம எந்த அளவுக்கு டீடைலா கொண்டுட்டு போறோமோ அந்த அளவுக்கு அது ஊக்கிக்கும் இப்ப இந்த பழைய ஜோதிட நூல்கள் போறோம் ஒரே கிரகசினி சொல்லுவான் இந்த கிரகசனி இருந்து உயர் குலத்தில் பிறந்தது இருந்தால் அரசனாவும் இதர குளங்களில் பிறந்தது இருந்தால் அரசுக்கு அரசனுக்கு சமானமான அஹ் செல்வட்டுடன் வாழ்வான் அப்படி இந்த ஜோதிடம்ங்கிறது வந்து அந்த அளவுகள்லாம் வந்து டீட்டெயிலா போகப்பாரு போனா வந்து நிச்சயம் முடிஞ்சுட்டாங்க இதுல வந்து வெக்கம் பண்ணது வேதனை பண்றது ஒண்ணுமே கிடையாது இந்த ஜோதிடம் என்பது இந்த வேதங்களை போல இப்ப வேதங்களை வந்து ஆஹ் படித்தால் நாக்கை வெட்டு கேட்டால் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊத்து அந்த ரேஞ்சில வந்து இது வந்து சீக்கிரட் ப்ராப்பர்டி ஹிட்டன் டாக்குமெண்டா இருந்தது அத நாங்க ஏதோ குத்தும்படிமா அங்க இங்க ஈரஞ்சி வச்சிருக்கோம் அதனால வந்து இது திரு பிரபல் ரவி அவர்களது கேள்விகளுக்கான எனது பதவிகள் நன்றி வணக்கம் வந்து முருகேசன்